أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألوات أرول على نم نكررت أنبدي ونمائهية الله فين تربير خند طلق خندرو يمفرمانار نبي محمد المصطفى رسوله کريم صلى الله عليه وسلم ورخ الميدة சாந்தியின் சலபாத்தனம் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய ஒரு சிறிய ஒரு உரையை துவங்குகின்றோம் அன்புள்ளம் கொண்ட அருமை பெரியவர்களே தோழர்களே எனது அருமை தாய்மார்களே நமது பெருமானார் நாயகம் ரசூலேக்கரின் செல்லல்லாகு வளைவு செல்லும் அவர்களுடைய ஷஹாபாக்களில் உயிர் தோழர்களில் ஒருவரான சல்மான் பாரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஷஹாபியினுடைய ஒரு வரலாற்றினை பற்றி சிறப்பாக சொல்லி நிறைவுபடுத்தலாம் என்று ஆரம்பிக்க இருக்கின்றோம் ஆகையினால பெரியார்களும் தோழர்களும் தாய்மார்களும் இந்த சல்மான் பாரிசி அலி அல்லாஹு தாலா அவங்களுடைய ஒரு வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்திருக்கின்றார்கள்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 மாதி பெரிய நாயன் கிருவை ஆண்டோர் முகம்மது நபி பரகத்தினால் நாயகத்தின் தோழர்களில் நல்லது ஒரு சகாபியும் நமது அர்மநாயகர் அசோலேகரின் சொல்லல்லாஹு அலீவ செல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தில் அவ்வாஹுவால் அருளப்பெற்ற வேத வாக்கியத்தை மக்கள் மத்தியிலே அவர்கள் போதித்து இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு எத்தனையோ பலவிதமான இன்னல்களும் இடையூறுகளும் பலவிதமாவுடைய தொல்லைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த காலத்தில் அவர்கள் அவ்வாறு மக்காவிலே இஸ்லாத்தை நிறைவேற்றி கொண்டு வர வேண்டிய நேரத்தில் ஈரான் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே குறிப்பாக ஹஸ்பியன் கடலுக்கும் பாரசீக வளைகுடா கடலுக்கும் மத்தியிலே தெஹ்ரான் பட்டினம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் நின்றும் முன்னூறு மைலுக்கு அப்புறமாக ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றூரிலே பூசக்ஜான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார் அவர்களின் அருமை மகனாக பிறந்தார்கள் அவருடைய பெயர் மாபா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 அருமையான மகனாரையும் அவர்கள் அன்புடனே வளர்ந்து வந்தார்கள் நாளறு வண்ணமுமாய் பொழுதொரு மேனியுமாய் பெற்றதொரு மகநாரயூ அவர்கள் விரியத்துடன் வளர்ந்து வந்தார் காய் தந்த இரண்டு பேர்களும் அந்த மகள் மீது உயிரியே வைத்திருந்தார்கள் அன்பை வைத்திருந்தார்கள் பாசத்தை வைத்திருந்தார்கள் ஆகவே அது இரண்டு பேர்களும் கண்ணை இமை எப்படி பாதுகாக்கின்றதோ அதுபோன்று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 அதே போன்று அந்த பிள்ளையும் சிறு வயதில் நின்று அந்த பிள்ளை வளர வளர தாய் தந்தியர்கள் எவ்வாறு அவர்கள் தன்னுடைய மதத்தையும் தன்னுடைய மார்க்கத்தையும் பேணி காக்கின்றார்களோ அது போன்று பிள்ளையும் அதாவது மாபா என்று சொல்லக்கூடிய நம்முடைய சல்மான் பாரிசி அவர்களுக்கு முன்பதாக பெயர் மாபா அந்த மாபா என்று சொல்லக்கூடியவர் சிறு நின்றும் அது தன்னுடைய மாதா பிதாக்கள் எவ்வாறு உணங்கி வருகின்றார்களோ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 அதனால அந்த நாட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் அவர்களை ரொம்ப மத பக்தியுடையவர் ரொம்ப ஒழுக்கமுடையவர் என்று கூட அவர்களை போற்றி புகழ்வார்களா இப்படி நாளும் வளர்கின்றது வயதும் வளர்கின்றது சல்மான் பாரிசிக்கு அறிவும் வளர்கின்றது அது மட்டுமல்ல அந்த மாதாபிதாக்கள் சதா எந்த நேரமும் தன்னுடைய மகள் தன்னுடைய இடமே இருக்க வேண்டும் ஒரு நிமிஷம் கூட அவங்களை விட்டு பிரிந்திருக்க இருப்பதற்கு அவங்களுடைய மனம் பொருந்தாது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 தன்னுடைய மகனை பார்த்து தந்தி சொல்லுகின்றார் கண்ணான கண் கண்மகனே என் மகனே கல்வி புகழ்ந்திருமகனி நம்மளுடைய காடுகரை அனைத்தையும் சென்றுமே பார்த்து வர வேண்டுமே என்றார் மகனுக்கு உத்தரவிடுகின்றார் மகனே நீ நம்முடைய காடுகளை வயல் வயக்காடுகளை போய் பார்த்துவிட்டு அவசரமாக திரும்பி வந்துவிட வேணும் வேற எங்கும் போகக்கூடாது யாரிடத்திலேயும் நீ போய் நின்று சுணங்கிவிடக் கூடாது அப்படி நீ காண அதாவது போய் உடனடியாக திரும்பி வரவில்லை என்று சொன்னால் நான் உன்னை அங்குமிங்கும் தேட வேண்டியது ஏற்படும் உன்னை காணாதபடி என்னுடைய மனம் பொருந்தாது ஆகையினால் என்னை அவசரமாக சென்று நம்முடைய வயது வயக்காடு காடுகரைகளை எல்லாம் பார்த்துவிட்டு நீ உடனடியாக திரும்பி வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி தந்தை அது கேட்ட அவர்கள் சல்மான் பாரிசி அது போலவே அவங்க காடுகரை பார்ப்பதற்காக வேண்டி செல்லுகின்றார்கள் அப்படி செல்லக்கூடிய வழியில அவர்கள் போகக்கூடிய வழியில அங்கே காரணத்தை காணுகின்றார்களே ஆனால் மூன்றாவது வேதத்தை சார்ந்த அதாவது ஈசான் நபியினுடைய மார்க்கத்தை சார்ந்த அந்த கூட்டத்தார்கள் அதாவது கோயிலிலே இருந்து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 வேதம் அதம் செய்யுகின்ற வணக்கம் அதும் நின்ற சஹாபியாரும் மனதில் எண்ணியே நின்றுடுமாறு அவ்வாறு சென்ற சகாபி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 வந்த அந்த மக்கள் எல்லாம் அவரவர்களுடைய வணக்கங்களை முடித்து விட்டு திரும்பிவிட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் சல்மான் பாரிசி பார்த்தார்கள் அவங்களுடைய மனம் லயித்த உடனே அப்போ இந்த மதத்தினுடைய அடிப்படை என்ன இந்த மதத்தினுடைய உண்மையான தத்துவம் என்ன இதை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமே என்று அங்கு ஒரு ஓடி சென்று கேட்கின்றார் நான் உங்களுடைய மதத்தை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 அதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப திருப்தியாகிவிட்டது சரி நிச்சயமாக அதுபோல நாமும் சென்று நாம் நல்ல முறையில் நம்முடைய அடிப்படையை தெரிந்து கொள்வோம் என்பதாக ஆயத்தப்படுகின்றார் அதே நேரத்தில் சல்மான் பாரிஸினுடைய தந்தை தகப்பனார் பிள்ளையை தான் காணாதபடி அவர்கள் தன்னுடைய சொந்தக்காரர்களையும் ஆட்களையும் தான் விட்டு தேடும்படியாக கட்டணையிட்டார் அப்படி அந்த ஆட்கள் எல்லாம் அங்கும் இங்குமாகத்தான் அலமோதி தேடி வருகின்றார்கள் சல்மான் பாரிசி தான் காணவில்லை காணாததுனால அவருடைய மனதில் தான் ரொம்ப பயம் விட்டது மகன் எங்கு போனாரோ என்ன ஆனார தெரியவில்லையே என்று மகனே மகனே என்று மறைவு தவிக்கி விடுவார் போன மகன் வீட்டுக்கு வரவில்லையே எங்கிதான் சென்றார்களோ மகன் எங்குதான் போனார்களோ மகனையும் காணாமலே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 இப்பொழுது நாம் வணங்குகின்ற வணக்கமும் நம்மளுடைய வேதமும் நம்மளுடைய மார்க்க வழிபாடுகளும் இதுதான் மேலானது உலகத்தில் நம்முடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் நாம் எப்படி வணங்கி வருகின்றோமோ இது போன்று நம்முடைய மாதா பிதாக்கள் நாம் வணங்கி வந்தார்கள் ஆகவே நம்முடைய மார்க்கம் தான் மேலானது நம்மளுடைய நம்முடைய வணக்க வழிபாடுகள் தான் மேலானது என்று தந்தை சொல்லுகின்ற பொழுது அது கேட்ட சல்மான் சொல்லுகின்றார் உண்மையிலே என்னுடைய தந்தையவர்களே அவங்க வணங்கக்கூடிய வணக்கமும் வழிபாடும் தான் நிச்சயமாக மேலானதாக இருக்கின்றது அவங்களுடைய வேதமும் அவங்க ஓதுகின்ற வணக்க வழிபாடுகளும் தான் மேலாகத் தெரிகின்றது ஆகையினால் அதுதான் எனக்கு உண்மையாக தெரிகிறது என்று அந்த சல்மான் பாரிசி தந்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அது கேட்ட சல்மானுடைய தந்தையை மனதிலே ரொம்ப கோபம் கொண்டு சொல்லுகின்றார் கண்ணான கண் மகனே கல்வந்தொரை திரு மகனே நான் சொல்லும் வார்த்தையை தான்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 நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய வணக்க வழிபாட்டில் தான் நீ சிறந்திருக்க வேண்டும் என்று கண்டிப்போடு சொன்னார்கள் என்ன சொன்னாலும் சரி ஏது பேசினாலும் சரி எனக்கு உள்ளம் கவர்ந்து விட்டது என்னுடைய மனதிலே பதிந்து விட்டது அவங்களுடைய மார்க்கத்தை பற்றி என்று சொல்லும் அந்த தந்தை தகப்பனா அதை விட ஆத்திரமும் அதை விட கோபம் அதிகமாகிவிட்டது மீண்டும் தன்னுடைய மகனை கண்டிப்பாகவும்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 சகாபியை அவர்கள் பாதுகாத்து மகனுக்கு எவ்வளவு கொடுமை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமை கொடுத்து மகனை தண்டித்து கண்டித்து தனியான ஒரு இடத்தில் தானே வைத்திருக்கின்றார் அதே நேரத்தில் சல்மான் அவர்கள்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 திரும்பி சிரியாவுக்கு போகிறார்கள் என்று இதை சொன்ன உடனே சல்மான் தாய் தந்தையர்களை இழந்தார்கள் இன்னும் ஆகவே அந்த ஒட்டக கூட்டங்களோடு சேர்ந்து சல்மான் பாரிஸ் அவர்கள் சிரியா நாட்டிற்கே வருகின்றார்கள் அப்படி சிரியா நாட்டிற்கு வந்து அந்த நாட்டிலே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 ூல்களையும் அதில் உண்டான சகல விதமாவுடைய தத்துவங்களை பற்றியும் சல்மான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் அவர்களும் அதுபோன்று பயின்று வருகின்றார்கள் ஆனால் அதே நேரத்தில் அந்த பாதிரியாரம் ஆனால் வணக்க வழிபாடுகளில் மிகச் சிறந்தவர் ஆனால் சொல்லொன்று செயல் ஒன்று புறம் ஒன்று இப்படி அந்த மக்கள் மத்தியின் நேர்மையை பற்றி சொல்லுவார்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 அந்த பொற்காசுகளையும் பணங்காசுகளையும் ஒரு பாலான இருட்டறைக்குள்ள ஏழு பானைகளில் அந்த பொருள்களை சேமித்து வைத்திருந்தார் இது சல்மான் அவர்களுக்கு தெரியும் ஆகவே அப்படி இருக்கும்போது இந்த பாதிரியார் அவர்களுக்கு அவர்களுக்கு உடல்நலம் குறைந்து மரணப்படுக்கையில் கிடக்கின்றார் அப்படி கிடக்கும் போது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 நீங்கள் குண கொடுத்த பணங்காசுகளையும் ஏழு பானைகளிலே போட்டு நிலப்பி வைத்திருக்கின்ற பொற்காசுகளை கொண்டு வந்து எடுத்து கொடுத்தார்கள் இதை பார்த்த அந்த மக்கள் எல்லாம் அந்த பாதிரி மீது ரொம்ப வெறுப்புத்தார்கள் ரொம்ப மனதிலே சங்கடமடைந்தார்கள் இப்பேர் போட்டு ஒரு செயல்படைத்தவரா என்று உடனே அவரை எடுத்து கொண்டு போய்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 ஒரு நேர்மையான ஒரு எண்ணத்தை எண்ணி வந்தேன் வந்த இடத்தில் நீங்களும் மரணத்துடைய பிடியில் இருக்கின்றீர்களே எனக்கு இன்னும் இதை விட நேர்வழி காட்டக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள் நான் யாரிடத்தில் செல்வேன் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பாதிரியார் சல்மான் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் அப்பா மகனே ஒன்றுக்கும் நீயும் இங்கு வருந்த வேண்டா சொல்லுகின்றேன் அங்கு சென்று இருபாயும் இதைவிட மேன உண்மையான தத்துவத்தை உணர்ந்திடுவார்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 அந்த பெரியார் நான் வேண்டும் என்று? அதுபோன்று அந்த பெரிய சொல்கேட்டு சல்மான் பாரிசி சிரியாவை விட்டு மூசல் நகரத்துக்கு சென்றார்கள் அங்கேயும் அதுபோல் அந்த பெரியார் இடத்திற்கு சென்றதும் பெரியார்களுடைய இடத்திலே வந்த ஒரு நிலையைப் பற்றி சொன்னதும் அவர்கள் அன்போடு அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுடைய சிசியராக அவர்களுடைய மாணாக்கராக ஏற்று அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் மார்க்கத்தில் உண்டான சம்பவங்களையும் பற்றி சொல்லி கொடுத்து அப்படி இருக்கும்போது அவருக்கும் வயது நோய்வாய்ப்பட்டு அவரும் மரணப்படியே மரணப்பிடியிலே கிடக்கின்றார்கள் அப்படி கிடக்கும் அந்த பெரியாரிடத்திலும் கேட்கின்றார் பெரியார் அவர்களே நான் இன்ன விதமாக சிரியாவை விட்டு மூசல் வந்தேன் இங்கே நீங்களும் மரணத்துடைய நிலையில் இருக்கின்றீர்கள் நான் எங்கு போவேன் எனக்கு எப்படி ஆதரவு உண்டு இந்த மார்க்கத்திலுடைய இன்னும் படிக்க வேண்டிய தெரிய வேண்டிய காரியங்கள் நான் எப்படி தெரிந்து கொள்வேன் என்று சொல்லும்போது அந்த பெரியார் சொன்னார் மகனே இப்ப யாரும் இந்த உலகத்தில் நல்லவங்களாக எனக்கு தெரியவில்லை அப்படி இருப்பதனால நான் இன்னொரு இடம் சொல்லுகின்றேன் நீ அங்க போ அங்கு உனக்கு நல்ல காரியங்கள் கிடைக்கும் என்று சொல்ல அதாவது எந்த ஊருக்கு போக வேண்டு கேட்கும் போது நசீபயின் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு செல் அங்கு ஒரு பெரியார் இருக்கின்றார் உண்மையிலே அவர்கள் உனக்கு நல்ல தத்துவங்களை பற்றி சொல்லி தருவார் என்று சொல்ல அது போன்று கேட்ட சல்மான் பாரிஸ் அவர்கள் மனதிலே ரொம்ப வேதனையோடும் வருத்தத்தோடும் அந்த நாடு தேடி வருகின்றார் அந்த நசீபைன் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு வந்ததும் அதே போன்று அந்த நாட்டிற்கு அவங்களுடைய மதத்திற்கு பெரியாராக இருக்கக்கூடிய அதாவது இயேசு மதத்திற்கு கிறிஸ்தவ மதத்திற்கு பெரியாராக இருக்க வேண்டிய ஒரு பாதியார் இடத்திலே வந்து அவர்கள் சேர்கின்றார்கள் அந்த நசீபைன்ல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 வருத்தப்பட்டவர்களாக சொல்லுகின்றார்கள் பெரியார் அவர்களே சிரியா சென்றேன் மூசல் சென்றேன் நசீபைன் என்று சொல்லக்கூடிய எங்கு வந்திருக்கின்றேன் நான் இப்படி பல இடங்களுக்கு சென்று வந்திருக்கின்றேன் ஆனாலும் எனக்கு உண்மையான நிலைப்பாடான பரிபாடான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லை அதற்கு நீங்கள் நல்ல ஒரு வழியை சொல்ல வேண்டும் என்று சல்மான் பாரிசு மார்க்கத்தின் பெரியோசனே எனக்கு மார்க்கம் வந்து சொல்லவே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 அதாவது இப்ராஹிம் நபி அலி சலாத்து வல்லாம் அவங்களுடைய மார்க்கம் இருக்கின்றதே ஏக தெய்வ கொள்கை ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய முறையில அந்த மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு நாள் ஒன்று பின்னால் இருக்கின்றது அதற்கு ஒரு நபி பின்னாலே வரை இருக்கின்றார் அதனால் சிரியா செல்லும் பொழுது அங்கு ஈச்சம் புதர்கள்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 அந்த மத பெரியார் அவர்கள் அந்த பாபிரியார் அவர்கள் சல்மான் பாரிசிக்கு ரொம்ப சாந்தமாக சொன்னார்கள் அது கேட்டதும் சல்மான் பாரிசி மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி நமக்கு இதில் ஒரு நேர்வழி கிடைக்கும் என்பதாக அந்த நாட்டையும் விட்டு அவர்கள் அதுபோன்று நேர்வழி பெறுவதற்காக வேண்டி அவர்கள் இரவு தன்னந்தனியாக வழி வந்திடுவான் வல்லை பெறுவதற்கு அவர்கள் மிக தூரம் வழி நடந்தால் இவ்விதமாக சல்மான் வாரிசு அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்ற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 அவர்கள் அந்த ஈச்சம் புதர்களைத்தான் தேடி வரும்போது அதுபோன்ற ஒரு இடத்தில் தான் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் சொன்னதை போன்று அந்த பெரியார் அவர்கள் அந்த ஒரு ஈச்சம் புதரில் நின்றும் மறும் செல்லுகின்றார்கள் அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது சல்மானால்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 நாளும் வந்து விட்டது ஆகையினால் நீ அதாவது மலை குன்றுகளும் ஈச்ச அந்த நாட்டுக்கு செல்வாயானால் அங்கு இந்த இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை அந்த ஏகதெய்வ தெய்வ கொள்கையை பரப்பக்கூடிய அந்த உண்மையான மனிதரை நீ கண்டுகொள்வாய் என்று அந்த பெரியார் சொன்னார்கள் அது மட்டுமல்ல இந்த பாதிரியார் சொன்னார்களே நீ இந்த விதமாக போகும்போது நீ பார்க்கக்கூடிய போது சொல்வதற்கு முன்னால அந்த பெரியார் அவர்களுக்கு ஒரு போதனை சொல்லியிருந்தார்கள் யாருக்கு சல்மான் அவர்களுக்கு நீ செல்லக்கூடிய அந்த பாதையில் அதுபோன்று ஒருவரை நீ சந்தித்தால் அவருக்கு நீ முதன் முதலாக சந்திக்கின்ற பொழுது சதக்காவாக கொண்டு போய் ஒரு பொருளை கொடுப்பாயானால் அதை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் அதற்கு அடுத்தபடியாக நீ ஹதியாவாக கொண்டு போய் கொடுத்தால் அந்த பொருளை அவர்கள் சாப்பிடுவார்கள் மூன்றாவதாக அவர்களுடைய இரு தோள்களுக்கு மத்தியில நபி என்று சொல்லக்கூடிய ஒரு முத்திரை பதிக்கப்பட்டிருக்கும் நபி முத்திரைகுத்தப்பட்டிருக்கும் அடையாளங்களை கொண்டவர் தான் நீ தேடி செல்லக்கூடிய உண்மையான மார்க்கத்துக்குரியவர் என்று அந்த பாதிரியார் சல்மான் அவர்களுக்கு சொல்லி இருந்தார்கள் அதே இந்த புதரிலே சந்தித்த அந்த பெரியாரும் சொன்னார்கள் இதை கேட்ட உடனே சல்மான் பாரிசுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துவிட்டது அப்படியானால்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 அதுபோன்று அந்த பெரியார் சொன்ன மூன்று அடையாளங்களை கொண்ட அந்த பெரியாரை நாம் சந்திக்க வேண்டுமே என்று எண்ணி வரும்போது அதாவது அமோரியாவில் இருந்து அரபியாவுக்கு போக வேண்டிய ஒரு வியாபார கூட்டம் அந்த வியாபார கூட்டத்தார்களை சந்தித்த உடனே சல்மான் பாரிசி சொன்னார்கள் வியாபார கூட்டத்தார்களே என்னுடைய ஒட்டகம் ஆடும் மாடுகளை எல்லாம் நான் உங்களுக்கு இனமாக தருகிறேன் வாங்கிக் கொண்டு என்னை நீங்கள் அழைத்து அதாவது மக்கமா நதி மதினமான நகரம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு என்னை கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் சொன்ன உடனே அந்த வியாபார கூட்டத்தார்களும் அதற்கு சம்மதித்து சல்மான் பாரிசியும் ஒன்றும் அதைத்தான் அழைத்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டுத்தான பிரயாணப்பட்டு நடந்து வாறும் நேரம் அதில் நல்லதொரு வர்த்தகத்தார்கள் அவர்கள் மனதிலே எண்ணம் கொண்ட சமான் பாரிசியை ஒன்றாக அழைத்துக் கொண்டு வரும் போது அந்த வியாபார கூட்டத்தில நமக்கு வேண்டிய ஆடு மாடு ஓட்டகங்களை தந்துவிட்டார் வயதாக இருக்கின்றார் ஆகையினால் இவரை நாம் என்ன செய்வோம் என்பதாக எண்ணிக்கொண்டு வந்த அந்த வர்த்தக கூட்டம் குரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு வந்து சேர்கின்றார்கள்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 அப்படி அடிமையாக விற்றதும் அந்த யூதனாக கூடிய அவர்களை வாங்கி கொண்டு போய் அவர்களை அடிமையாக்கிக் கொண்டான் நினைத்த சல்மான் மனதிலே ரொம்ப வேதனைப்படுகின்றார் வருந்துகின்றார் நாமளோ நம்மளுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் உண்மையான ஒரு மார்க்கத்தில் நாம் பின்பற்ற வேண்டும் என்று வர வேண்டிய இடத்தில் இந்த கூட்டார்கள் வாக்குறுதிக்கு மாறான முறையிலே நம்மளை கொண்டு வந்து இந்த யூதனிடத்திலே அடிமையாக வெற்றி விட்டார்களே அதிலேயும் அரபு நாட்டிலே அடிமை என்று சொன்னால் ரொம்ப ஒரு இழிவான நிலை அப்பெயர் கொத்த நிலைக்கு நம்மளை ஆளாக்கி விட்டார்களே நாம் என்ன செய்வது என்று சல்மான் பாரிசி மனதில் இறம்ப வேதனையோடும் வருத்தோடும் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள் நாம் என்ன செய்வது இவனை விட்டு நாம் எப்படி தப்பிப்பது இவனை விட்டு நாம் எப்படி விடுதலை பெறுவது என்று Good Lord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 அப்படி மதினாவுக்கு கொண்டு வந்து அவனுடைய அடிமையாகத்தான் நினைத்து அவர்களை பராமரித்து வரவே அதே நேரத்தில் அந்த பொருளை நம்முடைய நாயகம் அவர்கள் உண்ணவில்லை அவர் கொடுத்த பொருளை அவர்கள் தீங்கவில்லை இதை பார்த்தார் சல்மான் பாரிசி அந்த பெரியார் சொன்னார்களே சரியாக இருக்கின்ற நாம் கொடுத்தது சதகாவுடைய பொருள் நபிமார்கள் சதகாவுடைய பொருளை சாப்பிட மாட்டார்கள் ஆகையினால் அப்ப அந்த பெரியார் சொன்னது உண்மை என்று மனதிலே வைத்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்கள் அவருடைய சென்று விட்டார்கள் அதன் பின்பு நம்முடைய அருமநாயகம் தோழர்களோடு சேர்ந்து மீண்டும் மதினாவுக்கு வந்தார்கள் மதினாவுக்கு வந்தவுடனே அதுபோன்று ஒரு நாள் அன்றி அந்த சல்மான் பாரிசி அவர்களுடைய மனதில் தானே ரொம்ப சங்கடப்படுகின்றார் வேதனைப்படுகின்றார் இந்த இடத்தை விட்டு அவர்கள் சென்று விட்டார்களே இனி நாம் அவர்களை எப்போ எந்த நேரத்தில் போய் பார்க்க போகிறோம் என்று மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக கண்ணீர் விட்டவர்களாகத்தான் சொல்லுகின்ற புகழும் முத்தவர் நபியை எங்கே தேடுவேன் நபியினா எங்கே தேடுவேன் ஆவி முதல் நபியான சிங்காரா ஆழமெல்லாம் புகழ்மை யாரா மையில் வடிவான கம்பீரா கோமான் கூலத்தில் வந்த சீமான் முகம்மது தேடுவேன் மாநில போத்திடுமத குழு வழியில் அறிபரிய தீனுக்கும் அறிவரியாகியவேதாக்கா முகமது தேடுவேன் நபீனான் எங்கே தேடுவேன் இவ்வாறு சல்மான் பாரிசி மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக நபியை தேடுகின்றார்கள் அப்படி சில நாள் கழிந்ததின் பின்பு சல்மான் ஃபாரிசி அவர்கள் மனதில் நினைக்கின்றார்கள் அந்த பெரியார் சொன்ன முதல் அடையாளமாக நபி தூதர்களுக்குள்ள அடையாளமாக அவர்கள் சதகாவனுடைய பொருளை அவர்கள் சாப்பிடவில்லை நபிமாறுகள் சதகாவுடைய பொருளை சாப்பிட மாட்டார்கள் இரண்டாவது அடையாளத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சல்மான் அவர்கள் மீண்டும் அதுபோன்று நம்முடைய அருமை நபி அவர்கள் மதினாவில் தானே வந்து தங்கி இருக்கும் போது அவே இன்னும் வேண்டுமான சில பொருளைத்தான் எடுத்துக் கொண்டு வள்ளுவாரை போர் இந்தியதோ சல்மானுமே ஆலநபி இருக்கும் இடம் சமான அதுபோன்று சல்மான் அவர்கள் மதினாமுக்குள் வந்து தேடி அருமை நபி அவர்கள் இருக்கின்ற இடம் சென்றார் சென்ற அந்த சல்மான் நம்முடைய திரு மேனி ரசூலேக்கரியின் சொல்லவாகும் அறியு செல்லம் இருக்கின்ற சிறப்பையும் ஒரு பேரழகையும் கண்ட அந்த சல்மான் மனம் சந்தோஷமாகி அகமகிழ்ந்து உள்ளம் கூடிந்து அருமனாயகத்துடி முன்பதாகத்தானே சென்று அவர்கள் சலாம் சொல்லி சொல்லுகின்றார்கள் ஆதிதந்தூ தே Mr. Ali is not the only one, the only one is dad Mr. Ali, the only one is Shastoret Mr. Ali is đầu- attack on me and me is the only one சஹாபி அவர்கள் அன்போடு அருகிலே சென்று அவர்களுக்கு சலாம் சொல்லி மரியாதை செய்து சொன்னார்கள் அன்று நான் தந்த பொருளை நீங்கள் உண்ணவில்லை அது சதகாவுடைய பொருளாக கொடுத்ததினால் நீங்கள் அதை சாப்பிடவில்லை ஆகையினால் இன்று நான் அதுபோன்று என்னுடைய தகுதிக்கு முடிந்தவரை நான் உங்களுக்கு சில பொருள்களை கொண்டு வந்திருக்கின்றேன் இதை நான் ஹதியாவாக தருகிறேன் இது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படி அந்த சல்மான் பாரிசி அவர்கள் கொடுத்த அந்த பொருளை ஹதியாவாக கொடுத்த அந்த பொருளை மனமு வாங்கினார்கள் மற்றவர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள் அந்த சல்மான் பாரிசி கொடுத்த அந்த உணவை அந்த பண்டத்தை அவர்களும் உண்டு பசியாரி மனம் மகிழ்ந்தார்கள் அது கண்ட சல்மானுக்கு மனம் பூரித்தது அடையாளம் நிறைவேறிவிட்டது ஹதியாவாக கொடுத்தால் அதை உண்ணுவார்கள் சதக்காவாக கொடுத்தால் அதை சாப்பிட மாட்டார்கள் என்று அந்த பெரியார் சொன்னார் சரியாக இருக்கிறது இது நபிமார்களுக்கு அடைய உள்ள இது இரண்டாவது அடையாளம் என்று மனதிலே பூரிப்படைந்தார் இப்படி சல்மான் வாரிசி மீண்டும் அந்த இடத்தை விட்டு தான் திரும்பி தன்னுடைய வந்து அதுபோன்று இருக்கும் போது மூன்றாவது அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்றும் மனதில் நினைக்கின்றார் இதற்கிடையில் நீண்ட நாள் கழிகின்றது அதுபோன்று ஒரு சல்மான் பாரிசி அதையே நாமல் பார்க்க வேண்டும் என்று அவளோடு மீண்டும் திரும்பி மதினாவுக்கு வருகின்றார் அப்படி வர வேண்டிய நேரத்தில் நம்முடைய பெருமானின் அவர்களும் சஹாபா பெருமக்களும் ஒரு ஜனாசா மையத்துடைய ஒரு ஜனாசாவாக கூடியது போய்கொண்டிருக்கின்றது ஊர்வலமாக போய்கொண்டிருக்கின்றது அப்ப அந்த ஜனாசாவோடு நாயகமும் ஒன்றா போய்கொண்டிருக்கின்றார்கள் அப்படி போகும்போது அவங்களிடத்துல இரண்டு போர்வை இருக்கின்றது ஒரு போர்வையை உழித்திருக்கின்றார்கள் ஒரு போர்வையை கோர்த்திருக்கின்றார்கள் இப்படி போகக்கூடிய காட்சியை பாரிசியும் பார்க்கின்றார் பார்த்தவர்கள் அவர்களும் அது போன்று பின் தொடர்ந்து சென்றார்கள் என் பெருமானார் நபி முகமதின் முசல்மான் சொல்லுமனின் சொல்லம் அவர்கள் தனியாக இருக்கின்ற ஒரு இடத்துக்கு இந்த சல்மான் பாரிசி செல்கின்றார்கள் அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அருமை நபி அவர்கள் எடுத்து பிரித்து அப்படி அவர்கள் எதிர்பார்த்து இந்த சல்மான் பாரிசி தோள்களுக்கு மத்தியிலே நபி என்று சொல்லக்கூடிய அந்த முத்திரை பதிக்கப்பட்டு என்று சொன்னார்களே அந்த முத்திரையை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்து சல்மான் பாரிசி நபி அவர்கள் புதப்பை எடுத்து பொறுத்த நேரத்தில் அந்த முத்திரையை கண்ணாலே கண்டிடுவார் மனது மகிழ்ந்திடுவார் முத்திரையை பார்த்ததுடன் மனது மகிழ்ந்திடுவார் முத்திரை பார்த்தார் ஓடி சென்ற உடனே நுபுவத்தில் தான் முத்தி முகர்ந்து அவங்களுடைய கரம் பிடித்துவார் என்று கலிமாவை சொல்லிடுவார் ார் இலாத்தில் சேர்ந்திடுவார் உறுதியான களி மாத்தனை அவர்கள் குள்ளத்தில் நிறுத்திடுவார் அவங்களுடைய கையை பிடித்து கண்ணிலே வைத்துமா முகமது உள்ளத்திலே தேக்கியிருந்த நீண்ட நாள் அவர்களுடைய உள்ளத்திலே அதாவது பொதித்து வைத்திருந்த அந்த மாபெரும் அந்த உண்மையான ஒரு விசுவாசம் விட்டது அருமநாயகத்தினுடைய திரு கரத்தை பிடித்துவா முகமது அல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை அல்லாவுடைய தூதராக இருக்கும் என்று வாக்கு மனம் ஒன்றுபட்டு உறுதியாக அவங்களுடைய உள்ளத்திலே ஈமானை தேக்கிக் கொண்டார்கள் ஈமானை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் இந்த நிலையிலே சஹாபி மனதிலே சந்தோஷப்படுகின்றார் இப்படி நாயகத்துடைய இடத்திலே ஈமான் கொண்டு இஸ்லாத்தின் ஏற்றுக் கொண்டவுடனே அவர்களால் அதாவது பகிரங்கமான முறையிலே ஈமான் கொண்டு விட்டோம் என்று தெரிந்தால் அந்த எஜமான் அதாவது நாம் அடிமையாக இருக்கின்றோமே அந்த எஜமான் நம்மளுக்கு பெரிய தொல்லை கொடுப்பானே அதனால் நம்மளுக்கு பெரிய இன்னல் ஏற்படுமே என்று பயந்தவர்களாக இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளை பகிரங்கமாக செய்வதற்கு மனதிலே ரொம்ப கஷ்டத்தோடு மீண்டும் நாயகத்திடத்தில் நின்று திரும்பிச் செல்லுகின்றார் அப்படி சென்றவர் அந்த யஜமானுடைய இடத்தில் அடிமையாக அல்லவா இருக்கின்றார்கள் அடிமை வாழ்வில் அவர்கள் என்ன செய்ய முடியும் தான் எதை சதிகாரமாக அல்லாவுடைய வணக்கத்தை செய்ய முடியுமா அல்லாஹுடைய இமாதத்தை செய்ய முடியுமா ஆனால் அவனும் இஸ்லாத்துக்கு மாறுபட்டவன் யூதன் இந்த உண்மை தெரிந்தால் நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு பெரிய தொல்லைகளை கொடுப்பானோ என்று விசாரப்படுகின்றார் இந்த நிலையிலே இருக்கும் போது நம்முடைய பெருமானார் நபி முகம் அலைவசம் அவர்கள் மக்காவை விட்டு மதினாவுக்கு வந்ததும் மதினாவாசிகளெல்லாம் அவர்களுக்கு நல்ல ஆதரவளித்து அவர்களுக்கு வேண்டிய இன்னும் சௌகரியங்களையும் செய்து கொடுத்து மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் இணைந்தவர்களாக இருக்கும் மக்காவில் உள்ள குஃபார்கள் மக்காவில் உண்டான அந்த குரட்சி காபர்கள் மீண்டும் எப்படியும் இந்த முகம்மது மார்க்கத்தை அழிக்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர்களை நாம அழித்து ஒழிக்க வேண்டும் என்று வேண்டுமான படைகளை திரட்டிக்கொண்டு வந்து முதலாவது யுத்தமாக பதர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வந்து சண்டையிட்டார்கள் அப்படி பதில் பதற்கு பதில் படைக்களத்திலே வந்து சண்டையிடக்கூடிய நேரத்தில் இவங்க இவங்களுடைய இடத்தில் இருந்தவர்கள் பதிமூன்று பேர்கள் ஆனால் அதே நேரத்தில் எதிரியினுடைய படையோர்களோ ஏராளமான பேர்கள் அப்படி இருக்கின்ற அந்த கூட்டத்தில் குறைந்த இஸ்லாமியர்கள் அவங்களுடைய இடத்தில் இருந்த ஈமானுடைய உறுதியை கொண்டு வலிமை கொண்டு அருமநாயகத்தினுடைய உதவியை கொண்டு அந்த பதிலே உங்களுக்கு வெற்றி கிடைத்ததுக்கு வந்த எதிரிகள் எல்லாம் சின்னாபிதமாக்கப்பட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் பதிலே வெற்றி கண்டு அருமநாயகன் திரும்பினார்கள் இரண்டாவது யுத்தமாக உகது என்று சொல்லக்கூடிய இடத்திலே சண்டை நடந்தது அந்த உகதிலையும் சகாபாக்களுக்கு அதாவது முதல் முதலாக அவங்களுக்கு வெற்றி கிடைத்தது பதிலே தான் இரண்டாவதாக அவர்களுக்கு அதாவது நிறுத்திய இடங்களில் நிற்காதபடி சகாபாக்கள் வந்ததினால அதுல நாயகத்துக்கு பல்லும் உடைந்தது இப்படி பல தொல்லைகள் ஏற்பட்டது இப்படி இரண்டு போர்களில் இந்த சல்மான் பாரிஸ் இருக்கும் போதே இரண்டு சண்டை நடந்தது இந்த சண்டையில் அவர்கள் வந்து பங்கு கொள்வதற்கு முடியவில்லை நடக்கவில்லை அதனால் அவருடைய மனதில் நினைக்கின்றார் ஆஹா இது போன்று ஒரு இது போன்று ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு நேரான ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு என்று ரொம்ப வரந்தியவர்களாக இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது இப்படி ரெண்டு யுத்தம் சல்மான் பாரிசி மீண்டும் நம்முடைய பெருமானார் நபி முஹம் முஸ்தான் அவருடைய இடத்திற்கு வந்ததும் அப்பொழுது சல்மான் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் சல்மான் சல்மானே நாயகம் சொன்னார்கள் சல்மானே அதாவது நீங்கள் அடிமையாக இருக்கின்றீர்களே இந்த அடிமையை விட்டு நீங்கள் நீங்கிக் கொள்வதற்கு உங்களுடைய எஜமான கேளுங்கள் அவன் என்ன பதில் சொல்லுகிறான் என்று வந்து சொல்லுங்கள் என்று நாயகம் சொல்லி அனுப்பினார்கள் அதை அந்த சல்மான் தன்னுடைய எஜமானக்கு செல்லுகின்றார்கள் சென்று அந்த யூதிடத்திலே கேட்கின்றார்கள் நான் விடுதலை பெற வேண்டும் இந்த அடிமை தலையை விட்டு நான் விடுதலையாக வேண்டும் அதற்கு ஏதாயிரம் வழி உண்டுமா அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த யூதன் சல்மான் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான் நீ விடுதலை பெற வேண்டுமே ஆனால் நீ விடுதலை பற்றி நீ உன்னுடைய சுய இச்சையாகி செல்ல வேண்டுமே நான் சொன்னபடி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு சொல்லிவிடுவான் இவடனானு நான் சொல்லும் வார்த்தைகினி கட்டுப்பட்டு நடபயானால் சல்ல்மான் பாரிசியை பார்த்து சொல்லுகின்றான் அந்த யூத் எஜமான் நான் உனக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமே ஆனால் ஒரு நிபந்தனை அதுக்கு நீ கட்டுப்பட வேண்டும் அதன்படி நீ செய்து முடிப்பாயானால் நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன் என்று சொன்னான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது சல்மான் பாரிசி அவர்கள் கேட்கின்றார்கள் எஜமானே நான் விடுதலை பெற வேண்டுமே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அப்பொழுது அந்த யூதன் சொன்னான் முன்னூறு ஈச்சங்கன்றுகளை கொண்டு வந்து நீ நட்டி வைக்க வேண்டும் ஒரு கன்றாயிலும் பழுதின்றி அந்த மரங்கள் துடுக்க வேண்டும் மீண்டும் நாற்பது அவுன்ஸ் தங்கம் நீ தர வேண்டும் அப்படி தந்தாயானால் உன்னை நான் விடுதலை செய்வேன் உனக்கு நான் சுதந்திரம் கொடுப்பேன் என்று சொன்னதும் இதை சல்மான் பாரிசி மனதிலே ரொம்ப எண்ணுகின்றார் முன்னூறு ஈச்சங்கன்றிற்கு நாம் எங்கு போவது எப்படி கொண்டு வந்து இந்த காரியத்தை நிறைவேற்றுவது நாற்பது தங்கம் வேண்டும் என்று கேட்கின்றான் இதை கொண்டு வந்து நாமல் எப்படி கொடுப்பது என்று சல்மான் அவர்கள் மனதில் தான் நிரம்ப வேதனைப்படுகின்றார் விடுதலை பெறவும் வேண்டும் விருப்பம் போல் நடக்க வேண்டும் பெருமானாரிடமே இருக்க வேண்டும் நாயகத்தின் தோழர்களில் நாம் இருக்க வேண்டும் நபிவளி வழி நடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சமான் பாரிசி மனதிலே ரொம்ப சங்கடப்படுகின்றார் மீண்டும் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமே என்று ஒரு நாள் அன்று நம்முடைய பெறுமானார் அவர் உடைய முன்பதாக வருகின்றார்கள் அப்பொழுது சல்மான் பாரிசியை பார்த்து நம்ம நாயகன் சொன்னார்கள் சல்மானே நீங்கள் விடுதலை பெற அதற்கு என்ன நிபந்தனை என்று கேட்கும் பொழுது சல்மான் சொன்னார்கள் யார சூழல்ல என்னுடைய யூத எஜமான் அவனுடைய ஒரு நிபந்தனை என்னவென்றால் முன்னூறு ஈச்சங்கன்றுகளை கொண்டு கொண்டு போய் நட வேண்டுமா ஒன்றாகிலும் அது குறையாத வழி துளிர்க்க வேண்டும் தழுக்க தலைக்க வேண்டும் நாற்பது அவன் தங்க தங்கமும் கொடுக்க வேண்டும் இதை கொடுத்தால் எனக்கு விடுதலை என்று சொல்லுகின்றான் என்று சல்மான் பாரிசி நாயகத்திடத்திலே சொன்னார்கள் இதை கேட்ட எம்பிரான் அருமை நபி அவர்கள் தன்னுடைய உயிர்த்தோழர்களாகிய உத்தம சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் சகாபாக்களே அன்பு தோழர்களே இந்த சல்மான் பாரிசிக்கு நீங்கள் உங்களால் ஏன் ஒரு உதவிகளை செய்ய வேண்டும் அதாவது முன்னூறு ஈச்சங்கண்டுகளை கொண்டு போய் நட வேண்டுமாம் அதற்கு உங்கொங்குடைய தகுதிக்கு தகுந்தவாறு இவருக்கு நீங்கள் ஈச்சங்கன்றுகளை கொடுத்து உதவ வேண்டும் என்று நம்முடைய நாயகம் சொன்னார்கள் அதுகேட்ட நாயகத் தோழர்கள் அவரவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற முறையில பத்து கன்றுகளோ பதினைந்து கன்றுகளோ இருபது கன்றுகளோ இது போன்று அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்த முறையில அந்த ஈச்சு கன்றுகளை கொண்டு வந்து நாயகத்தின் இடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஆக மொத்தம் முன்னூறு ஈச்சு கன்று தேறிவிட்டது நம்முடைய நாயகம் சொன்னார்கள் அன்பு தோழரே அருமை நண்பரே நீங்கள் உங்களுடைய எஜமான இடத்திற்கு சென்று நிலத்தின் நல்ல முறையிலே பண்படுத்தி உழுதி குளியும் நோண்டி கன்றை நடக்கூடிய நேரத்தில் என்னுடைய இடத்துக்கு அந்த கன்றுகளை என்னுடைய கையினால் நான் நட வேண்டும் என்று சொல்லும் சொல்லிடுவா அது கேட்ட சல்மான் சல்மான் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் அதுபோலவே சல்மான் சுவாரிசி அந்த ஈச்சங்கன்றுகளை வாங்கி கொண்டு யஜமானுடைய இடத்திற்கு சென்றார் நிலத்தை பண்படுத்தினார் உழுதார் அதுபோன்று கண் அதாவது நடுவதற்கு வேண்டிய குழிகளையும் கெள்ளினார் அப்படி குழிகளை கெள்ளி முடிந்ததின் பின்பு அந்த தோழர்களுக்காக அதாவது நம்முடைய அருமை நண்பர அருமை தோழருக்கு உதவியாக சல்மான் வாரிசிக்கு உதவியாக உத்தம தோழர்களும் அருமை சகாபாக்களும் சென்று அவர்களுக்கு உதவினார்களா குழி நிலத்தை பண்படுத்துவதற்கும் அந்த முறையிலே பண்படுத்தி குழியெல்லாம் நோண்டி முடிந்ததின் பின்பு நம்முடைய நாயகத்திற்கு அறிவிக்கப்படுகின்றது உடனே பெருமானார் வைத்து நட்டு அவங்கள் கரம் கொண்டு மண்களைத்தானே தள்ளி தண்ணீரையும் ஊற்றி நம்முடைய பெருமானார் நபி முகமதின் முஸ்தே கரீன்பால் அவர்கள் அவங்களுடைய துவா பொருட்டை கொண்டு நட்ட அன்ற ஈச்சங்கன்று எவ்வித குறையும் இன்றி ஒரு கெடுதலியுமின்றி கன்றுகள் அத்தனையும் துளுத்து விட்டது அது தழுத்து விட்டது இதை பார்த்த அந்த யூதயஜமான் சந்தோஷப்பட்டான் உடனே சமான் பாரிசி கேட்டார்கள் எஜமானே நீ முதலாவது நான் நிறைவுபடுத்திவிட்டேன் இரண்டாவதாக நான் என்ன செய்ய வேண்டும் நாற்பது அவன்சு தங்கம் தர வேண்டும் உடனே சல்மான் பாரிசி நம்முடைய பெருமானார் நபியிடத்துக்கு வருகின்றார்கள் வந்தவுடனே நம்முடைய அருமநாயகர் சூலேகரின் சொல்லுலையும் சொல்லம் அவர்களுடைய மனம் ரொம்ப சந்தோஷப்பட்ட உடனே அது போன்ற ஒரு முற்றை பருவமுடைய ஒரு தங்கத்தை எடுத்து சல்மானுடைய கையில கொடுத்தார்கள் இதை கொண்டு போய் ஜெமன் நடத்திலே கொடுத்து விடுதலை சீட்டும் விடுதலை பெற்று விடுதலை சீட்டும் வாங்கி வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள் அதுபோல சல்மான் பாரிசி அந்த முட்டைப் பருவமுடைய வடிவமுடைய தங்கத்தை தானே கொண்டு போய் கொடுத்ததும் அதை அவன் பெற்று கொண்டு சல்மான் பாரீஸ் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து விடுதலை பத்திரத்தையும் எழுதி கொடுத்து சுதந்திரமான முறையில் அவர்களுக்கு விடுதலை கொடுத்துடுவான் சல்மான் அவர்கள் நம்பிக்கை நம்பிக்கையளவும் சந்தோஷம் கொண்டிடுவார் சல்மானும் வந்திடுவார் சல்மான் பாரிசு விடுதலை பெற்றார் எஜமான்க இடத்திலிருந்து விடுதலை சீர்த்து வாங்கினார் சுதந்திரம் பெற்றார் இனி நம்மளுடைய மனம் போன்று பெருமானார் நபி முஹம் அலிம் அவர்களுடைய உண்மை தோழராக உண்மை நண்பராக நாயக தோழர்களுடைய கூட்டத்தில் நாமும் ஒரு தோழராக அவங்களுடைய அடிச்சுவட்டி பின்பற்றி நடக்கின்ற நல்லவராக திகழ்வதற்கு நமக்கு உரிய ஒரு நல்ல நேரம் வந்து விட்டது என்ற சந்தோஷத்தில் விடைபெற்றுக் கொண்டு அது போலி முகம் அவர்களிடத்தில் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூல்லாஹ் ரொம்ப பிரியத்தோடும் முஹப்பத்தோடும் சல்மான் பாரிசி அவர்களைத்தான் அப்படி கட்டி பிடித்து இன் அவர்களுடைய அவங்களுடைய மனம் பூரிக்க கூடிய முறையிலே சல்மான் அவர்களை தானே வாழ்த்தியே அறிகிறேன் உண்மையுள்ள சகாபியாரும் அவர்கள் உள்ள மாகிள் திடுமாறு நம்முடைய பெருமானார் அவர்களுடைய ஆதரவையும் திகழக்கூடிய சல்மான் பாரிஸ் அவர்கள் அருமநாயக தோழர்களில் ஒருவராக திகழ்ந்தார்கள் அது மட்டுமல்ல சல்மான் பாரிசி தன்னுடைய சொந்த நாட்டையும் தன்னை பெற்ற தாய் தந்தையர்களையும் தன்னுடைய உற்றார் உறவினர்களையும் இழந்து அவர்கள் நேரிய பாதையில் செல்ல வேண்டும் உண்மையான மார்க்கத்தில் ஒருவனாக வாழ வேண்டும் ஆண்டவனுடைய அருளையும் அன்பையும் பெற வேண்டும் அதற்கு வழிகாட்டக்கூடிய நேர்மையான ஒருவரை நாம் தலைவராக அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுடைய உள்ளத்தில் திகழ்ந்தது அதனுடைய எண்ணம் நிறைவு பெற்றது இன்னும் அதுபோன்று சல்மான் பாரிசிக்கு மதினா நகரத்திலே அவர்களுக்கு உத்தார் இல்லை உறவினர் சொந்தமில்லை சொந்தம் இல்லை பந்தம் இல்லை அப்படி இருக்கின்ற சல்மான் பாரிசி அவர்களை நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீன் அல்லல்லாஹூ வரைவு செல்லம் மக்காவில் இருந்து வந்த முஹாஜிர்களையும் மதினாவில் வாழ்கின்ற அன்சாரிகளையும் சகோதரர்கள் ஆக்கி வைத்தார்கள் அதுபோலவே அதாவது மக்காவில் வந்த அந்த முஹாஜிர்களை ஒவ்வொரு சஹாபிகளோடு சேர்த்து அவரவர்களுடைய வீட்டிலே சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய முறையிலே அவர்களுக்கு சகோதரர்களாக ஆக்கி வைத்தார்கள் அதுபோன்றே சல்மான் பாரிசி அவர்களுக்கும் அதாவது ம மதினமா நகரத்தை சார்ந்த தர்தா என்று சொல்லக்கூடிய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 கொல்ல வேண்டும் என்ற இருமாப்போடும் எண்ணத்தோடும் மீண்டும் மக்காவை விட்டு மதினாவுக்கு போருக்கு ஆயத்தப்படுகிறார்கள் என்ற செய்தி நம்முடைய பெருமானார் நபி முகமது முஸ்லம் ரசூ கரீம் சல்லாஹு அலுவல்லம் அவர்களுக்கு தெரிந்தது தெரிந்தவுடனே நாமளோ அதாவது எண்ணிக்கையால் குறைந்தவர்களாக இருக்கின்றோம் வரவேண்டிய குப்பார்கள்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 அதுபோல நாம் மதினாவை சுற்றி அகிழை தோண்டிக் கொள்வோமே ஆனால் வரவேண்டிய எதிரிகள் திடீரென்பதாக நாட்டுக்குள் பிரவேசிக்க முடியாது அவர்களால் நம்மளுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க முடியாது என்று சல்மான் பாரிசி யோசனை கூறினார்கள் அது கேட்ட நம்முடைய பெருமானார் நபி முகமதின் சொல்லுமனின் சொல்லம் அதுபோன்று தன்னோடு இருக்கின்றமா நகரத்தை சுற்றி அகழ்வெட்டுவதற்காக வேண்டி அருமநாயகம் அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள் அருமை நபி அவர்கள் அகழ்வெட்டும் ஆழத்தையும் அதன் முடிவையும் சொல்லிவிட்டார்கள் அருமை நாயகம் அவர்கள் அவங்களுடைய கையினாலே கோடிட்டு இந்த அளவுக்கு அகலை தோண்ட வேண்டும் இவ்வளவு ஆழமாக தோண்ட வேண்டும் என்று கோடிட்டு வரையிட்டு காட்டினார்கள் அதுபோலவே அருமை நாயகம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் யாவேர்களும் ஒன்றாக கூடி அகல் தோண்டினார்கள் அஞ்சு கஜம் ஆழம் கொண்டதாக அந்த அகலை அருமை நபி கோடிட்ட அளவின்படி தோண்டுகின்றார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கோ ரொம்ப ஒரு கஷ்டமான சங்கடமான ஒரு சூழ்நிலை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 சம்மட்டி அவர்களுடைய கை நாளை எடுத்து அந்த பெரிய பாறாங்கல் நம்முடைய அருமநாயகம் அவர்கள் ஓங்கி அடி தேடுவார் உங்குள்ள நபி அவர்கள் அடித்தது அகன்றதோ ஒரு பாறை அது கொண்டு எடுத்து அடித்தார்கள் அடித்த உடனே பாறை அப்படியே இரண்டாக பிளந்தது பிளந்த உடனே அந்த பிளந்ததில் நின்றும் பிரகாசமான முறையிலே ஒளி தோண்டிடுமா உண்மனை துடன் அவ்வாகும் அ்பர் என்று ஆனந்த முழக்கம் விட்டார் அது கேட்ட சகாபாக்கள் அதுபோன்று தக்வீர் சொன்னாரும் பின்னெல்லாம் அவர்கள் வேகமாக முழங்கிடுவாரி அருமநாயகம் அவர்கள் அந்த கல்லை அடித்ததும் பாராங்கல் உடைந்தது அந்த உடைந்ததில் நின்றும் ஒரு ஒளி தெரிந்தது தெரிந்தவுடனே அவ்வாகும் அத்துவர் என்று நாயகம் தகுப்பீர் சொன்னார்கள் அது கேட்ட அருமை தோழர்கள் சகாபாக்கள் எல்லாம் தகுப்பீர் சொன்னார்களாம் சொன்னதும் அப்பொழுது சகாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள் யார சூழ் அல்ல தீ சொன்ன மர்மம் என்ன என்று கேட்டார்கள் அப்படி கேட்கும் பொழுது நம்முடைய அருமனை என்னுடைய கண்ணுக்கு முதலாவதாக ரோமாபுரியனுடைய அரண்மனை என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறது என்று சொன்னார்களாம் இரண்டாவதாக சம்மட்டியால் அடித்தார்கள் அது மீண்டும் இரண்டாக பிளந்தது அது ஒரு ஒளி தெரிந்தது அப்போதும் அல்லாஹுக்கு பர்ந்து சொன்னார்கள் மூன்றாவதும் அழித்தார்கள் மூன்றாவதும் அது போன்று கல் தெரித்தது ஒளி பிறந்தது அதை கண்டு நபி அவர்கள் அல்லாஹுக்கு பருந்து சொன்னார்கள் அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் கேட்கின்றார்கள் யார சூழல்ல அதனுடைய கருத்து என்னவென்று அப்பொழுது பிரான் அவர்கள் சொன்னார்கள் என் அன்பு தோழர்களே அருமை ஷஹாபா பெருமக்களே நான் முதலாவதாக அடிக்கும் பொழுது ரோமாபுடியினுடைய தலைநகர்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 பெரிய தோழர்களே தாய்மார்களே நம்முடைய நாயகத்தினுடைய காலத்துக்கு பின்பதாக சொன்னார்களோ நாடுகளுக்கும் அப்பாலும் முஸ்லிம்கள் சென்று அந்த நாட்டையும் வென்று இஸ்லாத்தை பரப்பியதாக நம்மளுக்கு வரலாறு சொல்லுகின்றது அது போலவே இப்படி அந்த அகழ் போர்களை தானே வெட்டி முடித்து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 அகளை தாண்ட முடியவில்லை தாண்டி மதினாவுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை இந்த நிலையிலே பல நாட்களாக அவர்கள் அங்கே தங்கியிருந்து முயற்சித்து பார்த்தார்கள் அகளை தாண்டுவதற்கு அவர்களால் முடியவில்லை இறுதியாக வந்தவர்களில் மனம் சலித்தவர்களும் இன்னும் அதாவது கொண்டு வந்த ஊந்தின்கள் முடிந்த முடிந்து விட்டதும் இன்னும் இது வந்தவர்கள் மனதிலே பலவிதமான எண்ணங்களை கொண்டு படையவர்கள் எல்லாம் புறங்காட்டிவிட்டார்கள் எஞ்சி இருக்கின்ற நேரத்தில் இறைவனுடைய கோப பார்வையினுடைய காரணமாக புயலும் காற்றும் மழையும் பெய்ததில் பெய்ததைக் கொண்டு அங்கிருந்த எஞ்சியோர்களும் அதை விட்டு எல்லாரும் அதாவது புறங்காட்டி சென்றுவிட்டார்கள் இந்த நிலையிலே மக்காவாசிகள் எல்லாம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கவில்லை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 ஆகையினால் இதுபோன்று சகாபா பெருமக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமானார்களாம் அது மட்டுமல்ல சல்மான் பாரிஸ் அவர்கள் இன்னும் எத்தனையோ பலவிதமான போர்களில் சென்று அவர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி நல்ல முறையிலே பாடுபட்டிருக்கின்றார்கள் அதே போன்று உமர் பாரூ கூடிய காலத்தில் அவர் சொந்த நாடாகிய ஈரான் நாட்டிற்கு அவர்கள் யுத்தத்துக்கு சென்றார்கள் சென்ற இடத்திலே அந்த நாட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள் நானும் இந்த நாட்டை சார்ந்தவன் தான் அதே நேரத்தில் எனக்கு எனக்கு நாட்டு பற்று தாய் நாட்டுடைய பற்று இன்னும் உற்றாறுகள் உறவினர்களுடைய பற்று எனக்கு அதையெல்லாம் விட நாம் கொண்டிருப்பது இஸ்லாமியை பற்றித்தான் எனக்கு அதிகமாக இருக்கும் நானும் ஒரு காலத்தில் உங்களை போன்று நெருப்பை வணங்கினேன் உங்களுடைய நான் ஈடுபட்டேன் உலகத்தில் மேன்மையான ஒரு உன்னதமான மார்க்கம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது முகம்மது நபி அவர்களால் காட்டி சென்ற அந்த வழிதான் மெய்யான வழி உண்மையான வழி அந்த வழிக்குத்தான் அதாவது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 அப்படி நம்முடைய பெருமானார் நபி முகம்மது முஸ்தபா ரசூலேக்கரின் சல்ல அல்லாஹு வளைவு செல்லம் அவர்களுடைய உயிர் தோழர்களில் உத்தம தோழர்களில் அவர்களும் ஒருவராக திகழ்ந்தார்கள் அப்படி திகழ்ந்த உத்தம சஹாபா அவர்களுடைய காலத்தில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலேக்கரின் சல்ல அல்லாஹு வலைவு செல்லும் அவர்களுடைய நெருங்கிய அன்பையும் ஆதரவையும் அவங்களுடைய விசுவாசத்தையும் பெற்றிருக்கின்ற சஹாபி ஒரு நாள் அன்று ஹசரத்து பிலா தாலு அவர்களும் சுஹைப் அவர்களும் ஹசரத் சல்மான் பாரிசு அவர்களும் மூன்று பேர்களாக இருந்து உரையாடிக்கொண்டிருந்தார்களாம் அப்படி உரையாடிக்கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அதே வழியாக அபு சூபியான் என்று சொல்லப்பட்டவன் போய்கொண்டிருக்கின்றான் இதை கண்ணுற்ற அந்த மூவர்களும் சொன்னார்களாம் அதாவது அல்லாவுக்கு நேர் விரோதியாவுடைய இன்னும் அல்லாவுடைய வாழ் விளைவில்லையே என்று சொன்னார்களாம் அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அதே வழியாக சென்ற அபு பக் அலி அலு அந்த மூவர்களையும் பார்த்து சொன்னார்களாம் குளத்தில பெரிய ஒரு தலைவர் அவரை பார்த்து நீங்கள் இவ்வாறு சொல்கின்றீர்களே என்று மூவர்களையும் பார்த்து கொஞ்சம் கடிசாக சொன்னார்களாம் சொல்லிவிட்டு அபு பக்தி நாயகத்திடத்திற்கு வந்தார்கள் வந்தவுடனே நடந்த செய்தியை நாயகத்திடத்திலே சொன்னார்களாம் சொன்ன உடனே நம்முடைய பெருமானார் நபி முஹமது முஸ்தீம்லாஹி சொன்னார்கள் அபுபக்தர் அவர்களே நீங்கள் அந்த மூவர்களுடைய மனம் வருத்தப்படும்படியாக பேசிவிட்டீர்களே ஆகையினால் நீங்கள் நீங்கள் அதற்கு அவங்கள மன்னிப்புக்கே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம் உடனே நாயகம் சொன்னால் அதற்கு மறுமொழி உண்டுமா உடனே அபு பக்தர் சித்தியை தலியமாக நாயகத்துடைய அன்பு பிரியல் அதிலையும் குறிப்பாக அதாவது ஒரு அவங்களுடைய வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் உடந்தையாக இருந்த அபூபகெல்லாம் ஒருவழி என்று சொன்னால் அபூபக்கி அருமநாயகத்தினுடைய வழியை பின்பற்றி நடக்கின்ற அப்பேர் அந்த சித்திக் அவர்கள் நாயகன் சொல்லிவிட்டார்கள் என்று விரைவாக சென்று அவ் மூவர்களிடத்திலும் அவர்கள் தான் சொன்னதற்காக வேண்டி அவங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்களாம்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 இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அந்த முறையில் அவங்க நடந்து கொள்ளவில்லை எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அவங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு தெளிவு பெற்றிருக்கிறது என்பதை பற்றி தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அபு பக்க சித்திய அதாவது அருமநாயகத்துடைய தோழர்களில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் அபு பக்க சித்திய அப்பெயர் கொற்ற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 அசரத்தில் முபஸ்தரீன் என்று சொல்லக்கூடிய ஷஹாபாக்களுடைய வரிசையில் அவர்களும் ஒருவராக திகழ்ந்தார்கள் அப்படி திகழ்ந்த உன்னதமாகிய சல்மான் பாரிஸ் அவர்களுக்கு அருமநாயகம் அவர்கள் தலைமைத்தனத்தையும் கொடுத்தார்கள் ஈரானுடைய தலைநகராகிய மதாயின் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு கவர்னராக நியமிக்கப்பட்டார்கள்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 அதே நேரத்தில் சல்மான் வாரிஸ் அவர்கள் அருமநாயகத்தினுடைய அன்பு வழி அவர்கள் காட்டிய அறவழிதான் நம்மளுக்கு உண்மையான வழி என்று அந்த வழியில்தான் நடந்தார்களே அல்லாது தனக்கு பதவி வேண்டும் பொன் வேண்டும் பொருள் வேண்டும் நம்மளுக்கு உலகத்தில் மேலாம்பரமான அந்தஸ்து வேண்டும் ஆடாம்பர வேண்டும் என்று அவங்களுடைய மனதில் எண்ணி பார்க்கவில்லை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 அதை எடுத்து செல்வதற்கு ஆள் இல்லை யாராகிலும் கூலியால் வருவாரா என்று எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் சல்மான் பாரிஸ் வருகின்றார்கள் அவரை பார்த்தா ஒரு கூலியாள் போன்று தெரிகின்றது அதை கண்ட அந்த அவர் அதாவது இந்த புள்ளுக்கட்டினுடைய வீட்டு வரைக்கும் கொண்டு வாருங்கள் என்று சொல்ல உடனே சல்மான் பாரிஸ் அவர்கள் அந்த புல்லுக்கட்டை தூக்கி தன்னுடைய தலைமீதி வைத்து சுமந்து அவருக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கும் பொழுது அதாவது தெருவீதியை செல்ல செல்லக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டு மக்கள் சொன்னார்கள் ஆடா இது என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் இது நாட்டுடைய கவர்னருடைய தலையில புல்லு கட்டி ஏற்றி வைத்து கூட்டிக்கிட்டு போகின்றாய் என்று சொன்ன உடனே அந்த கேட்ட அவருடைய மன பதற்றமடைந்து விட்டது ஆகா நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் இந்த நாட்டுடைய கவர்னர் நாம தெரியாதபடி பேர் கொட்டு ஒரு தவறை செய்து விட்டோமே என்று அவர்களுடைய கால்கைகள் எல்லாம் ஆடுகின்ற அதே நேரத்தில் சொல்லுகின்றார் சல்மான் வாரிஸ் பயப்படாத உன்னுடைய வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பது தான் என்னுடைய கடமை என்று சொல்லி அதே போன்று அவருடைய வீட்டுக்கு கொண்டு சென்றார்களாம் சல்மான் பாரிஸ் எந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்தில் பணி விரும்பு இருக்குது பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் சல்மான் பாரிஸ் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலியும் பின்பற்றி நடக்கின்றதே அவர்களுடைய வாழ்க்கையாக கொண்டார்கள் அதன்படி அரமநாயகத்தினுடைய அறவழியையும் அன்பு வழியையும் நடந்தார்கள் அது மட்டுமல்ல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 சகாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள் அன்பு தோழர்களே அல்லாஹு உங்களுக்கு ரகமதி செய்யட்டும் திரும்பி செல்லுங்கள் என்று சொன்னார்களாம் அது போன்றவர்கள் சென்றதன் பின்பு மணப்பெண்ணுடைய வீட்டுக்குள் சென்றார்கள் சென்று அங்கு பார்க்கும் போது மணவரைகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது பூக்களாலும் இன்னும் பலவித வண்ணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் பணியாட்கள் அங்கு நிறைந்திருக்கின்றார்கள் இன்னும் பலவிதமான உணவுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது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 அதுபோல அதுகளை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அதன் பின்பு அவர்கள் இல்லத்துக்குள் சென்று அவர்களுடைய இல்லம் என்று சொல்லக்கூடிய நல்ல வாழ்க்கை ஏற்று என்பதை பற்றி வரலாறு சொல்லுகின்றது அன்பு பெரியோர்களே தோழர்களே தாய்மார்களே எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நாகரிகமான காலத்தில் நம்முடைய வாழ்க்கைகள் எந்த முறையில நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய திருமண வைபவங்களில் எவ்வாறு நாம் நடத்துகின்றோம் கொண்டாடுகிறோம் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் இது நம்மளுக்கு முன்மாதிரியாக சல்மான் பாரிஸ் அவர்களுடைய ஒரு சரி முக்கியமான குறிப்பு இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் காட்டி சென்ற வழியை பின்பற்றி நடக்கின்ற அந்த சல்மான் பாரிஸ் ஈரானுடைய தலைநகராகிய மதாயின் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் அவர்கள் கவர்னராக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வயோதிக தன்மையும் அடைந்து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 பொருள்களெல்லாம் இருக்கின்றது அது என்னுடைய கண்ணுக்கு பாம்பாகவும் தேடாகவும் தெரிகிறது என்று சல்மான் பாரிஸ் அழுதார்களாம் அப்படி அழக்கூடிய நேரத்தில் வந்திருக்கின்ற சஹாபா தோழர் கேட்கின்றார்கள் நண்பரே சல்மானே ஏன் நீங்கள் இப்படி அழுகின்றீர்கள் அப்படி உங்களிடத்தில் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கும் பொழுது சுட்டி காட்டினார்களாம் அதோ இருக்கின்ற ஒரு தண்ணீர் குடிக்கின்ற ஒரு குவலையும்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 பிவி அவர்களே இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு ஊனின்றி உறக்கமின்றி இறைவனையே எந்நேரமும் வணங்கிக் கொண்டிருக்கின்ற வானவர்கள் வர இருக்கின்றார்கள் மலாயக்கத்துகள் வர இருக்கின்றார்கள் ஆகையினால நீங்கள் சற்று கதவை சாத்தி நீங்கள் வெளியே உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த புனுகுச் சுமிளியை எடுத்து திறந்து தானே அதில் இருக்கின்றாம் தெளித்துக்கொண்ட சிறிது நேரத்தில் வெளியே இருக்கின்ற சல்மான் பாரிசினுடைய மனைவியால் நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் உள்ளே நடக்கிறது என்பதாக அதே நேரத்தில் அல்லாவுடைய கவாவின் படி தப்தீரின்படி ஹிஜ்ரி முப்பத்தி இரண்டாவது வருஷம் சமான் பாரிஸ் மதாயின் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் உஸ்மான் அலி அல்லாஹுடைய சல்மான் பாரிசு அவர்களுடைய முன்னிலையிலே சாயித் அலி சலாத் வந்து இறங்கி அவர்களுக்கு சலாம் சொல்லி அன்னாருடைய ரூஹ பிரிக்கப்படுகின்றது சல்மான் பாரிஸ் அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு மறு உலகம் அவங்களுடைய வாழ்க்கை நிறைவு பெறுகின்றது முனகல் சத்தம் கேட்டவுடனே சல்மான் பாரிஸ் அவங்களுடைய பீவி அவர்கள் விரைந்து வீட்டுக்குள் வந்து பார்க்கின்றார்கள் கணவர் வபாத் ஆகி இருக்கின்றார்கள் இது காரணத்தை கண்ட மற்றுமுள்ள அந்த நகரவாசிகள் எல்லாரும் வந்து கூடி சிறப்பான முறையிலே சல்மான் பாரிஸ் அவர்களுக்கு செய்யக்கூடிய இறுதி மரியாதைகளை செய்து இன்னும் அவர்களை அனைவர்களுமாக கொண்டு சென்று தொலை வைத்து நம்முடைய முறைப்படி அவர்களை நல்லடக்கம் செய்தார்களாம் மதாயின் என்று சொல்லக்கூடிய சிறப்பான நாட்டிலே ஆகவே என்னை பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே சல்மான் பாரீஸ் சஹாபி அவர்களுடைய ஒரு வாழ்க்கை இம்மட்டோடு நிறைவு பெறுகின்றது அதே நேரத்தில் சல்மான் பாரீஸ் அவர்கள் தீனுக்காக சன்மார்க்கத்திற்காக எந்த அளவுக்கு தன்னை தியாகம் செய்திருக்கின்றார்கள் தன்னுடைய நாட்டையும் நகரத்தையும் முற்றாரையும் பெற்றாரையும் விட்டு இஸ்லாத்திற்காக வேண்டி எவ்வளவு அவர்கள் உழைத்து எந்த முறையில் தன்னை அர்ப்பணித்து இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி உயிர் பிரித்தார்கள் என்பதை பற்றி எண்ணி பார்த்து அன்னார் அவர்களுடைய ஈமானை போன்று அவர்களுடைய வாழ்க்கையை நாமளும் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு வாய்க்கு நம்ம வாழ்க்கையை இஷ்டம்பலமச்சாட்சி நல்ல கழிவா உணவில் வந்து தொழுக மனமில்ல நம்ம திருநிபாதையில் நுதின நடந்திடையே பெருந்தோல்ல இரையச்சம் போச்சி நம்ம வாழ்க்கையை இஷ்டம்பலமச்சாச்சி செல்லக்கூடாதுன்னு இறை தூகுதரை அனுப்பி வச்சான் நெர்வழியில் நாம் சென்றிடவே இறைமாறை உன்னை இறக்கி வைச்சான் வழி செல்லக்கூடாதுன்னு இறை தூகுதரை அனுப்பி வச்சான் நெர்வழியில் நாம் சென்றிடவே இறைமாற உன்னை இறக்கி வைச்சான் வாழ்க்கை என்றும் படுகொழிதான் போச்சி நம்ம வாழ்க்கையை அமைச்சாட்சி நல்ல காலிமா உணர்வில் நம்ம திருந்த பி பாதையில்ல நுகிதான் நடந்திடையே இங்க பெரும் சொல்ல பல்லையம் பாட்டி நம்ம வாழ்க்கையை இஷ்டம் வலாம நீ உழந்து நீ உழந்து கொண்டிருக்காதே மரணம் தான் வரும் நேரத்திலே எங்கும் தப்பி ஓட முடியாதே மரணம் வரும் நேரத்திலே எங்கும் தப்பி ஓட முடியாதே கூட கூட வருமா வருமா விடுமா விடுமா பெ வருல் மண்ணுக்குள்ள இரையம் போச்சி நம்ம வாழ்க்கையை இஷ்டம் போலாமச்சாச்சி நல்ல களிமா உணர்வில் வந்த தொழுக மனமில்லை நீங்க பொல்ல நடந்த பெ வாழ்க்கையை அமைச்சாச்சி அவரிலே ஒன்ன வச்ச பின்ன ஒரு ஓலை பாய மேல விரிச்சி மண்ணத்தள்ளி ஒன்ன மூடிடுவார் தனிச்சிரிய ஒ வச்ச பின்னே ஒரு மண்ணத்தள்ளி ஒன்ன மூடிவார் அங்கு யாரும் இல்லை நீதான் தனிச்சி கேள்வி கேட்டிட முன்கர்ணைக்கு முன்கர்ணைக்கு செய்த போச்சி நம்ம வாழ்க்கையை இஷ்டம் போலாம சாச்சி நல்ல கலிமா உணர்வில் வந்து தொழுக மனமில்ல நம்ம திருநி பாதையில்லு நடந்திட ஏன்னு பெரும் சொல்லி நம்ம வாழ்க்கையை உயிருடன் நீ வாழையிலே இந்த உண்மையத்தான் உணர்ந்திடணும் அண்ணன் நபி சென்ற பாதையிலே வாழ்வில்லாம் உதீன நடந்திடணும் அன்பீர் ஹம்சா பாடல் கேட்டு தெரிந்திடணும் அல்லாவத்தனைந்து வேலை தொழுதிடணும் அன்பனாமீர் ஹம்சா பாடல் கேட்டு தெரிந்திடணும் இதை கேட்டவங்க வாழ்க்கை என்றும் பூஞ்சோலதான் நம்ம திருந்தி அனுதின நடந்திடையே இருங்க வெறும் சொல்ல பல்ல நிறைய நம்ம வாழ்க்கையை இஷ்டம் போலாம சாட்சி